தகத்து மகத்துவர தனியோ நின்ும் பொதோ தகைனிகும் ராஜா பொதோவே தகை மிகவும் ராஜா இகத்தும் பரதகமா எழுந்து என்பீரே எதையாலும் ராஜா என்பீரே எனையாலும் ராஜா ஹுதா மகபூப் சிதாயத்தை மிகுந்து குதரத்தாய் அஜ்மீர் சதானந்த ஜீவ சகராய் சங்கை பொங்கும் தீர் சிதாகாசேசு திருமணி சுடராய் சிறக்கும் பல்லோர் அதாலத்தை அகத்தி ஆதரிக்கும் அசாயரசூர் இகத்தும் பரத்தகமா காஜா இகத்தும் பரத்தகமா எழுதூழும் என்கீரே என்னை ீரே எதையாளும் ராகா மதினா ஷரீவில் நதி வாக்கு பெற்றே மாராதீன் வளர பதினான்கின் இல்மு பிரவாகராக பாரிலே தளிர ஒளின புதினாதி பூவே பொற்பூரும் கற்பக புனிதரே திசி இகத்தும் பரதகமா ராஜா இகக்கும் பரதகமா கெழ்ந்தூழும் என் மீரே எதையாளும் ராஜா என் மீரே தங்கள் ஆதாரம் நாடியே ஆடி சொ கீதமே போ தீரமாக சுகம் பெறவே பாடி நல்லருதயவது நட்புற புரிய நிதமும் நிதமுடி புல்லல் அப்து ரஹ்மான் போத்தி புகழும் புனிதரே இகத்தும் பரதகமா தும் பரதகமா எழுதூழும் என் மீதே கனையாளும் ராஜா என் மீதே எண்ணையாளும் ராஜா